அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹீலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க ஏனைக்கு நம்ம பார்க்க போகிறது மிருக சிரீஷம் நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள் தான் அவங்களுடைய குணாதிசயங்களும் அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்களுக்குண்டான விஷயங்கள் என்னென்ன அவங்க வந்து மிருக சிரீஷம் ஒன்று நட்சத்திர பாதம் வந்து ரிஷபத்துலேயும் மிருக சிரீஷம் மூன்று பாதம் வந்து மிதனத்திலையும் விழுதுங்க இவங்களுக்கு உண்டான விருட்சம் என்ன பக்ஷி என்ன மிருகம் என்ன அப்படின்றத கடைசியாக பார்க்கலாங்க அவங்களுடைய குணாதிசயங்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அவங்களுடைய கர்ம பதிவுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மிருக நட்சத்திரத்துக்கு உண்டான கர்ம பதிவு குருவோட கர்மாங்க குருவோட தோஷம் வாங்கிட்டு தான் வந்து பிறக்குறாங்க அதாவது முற்பிறவியில் முன்ஜென்மத்தில் பிராமணருக்கு துரோகம் பண்ணுறது அவங்களுக்கு சரியானபடி தட்சணம் கொடுக்காமல் இருக்கிறது அவங்களை ஏமாத்துறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குரு குருமார்கள்னால் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து பாடம் நடத்தக்கூடிய டீச்சர்ஸும் சொல்லலாம் அதே சமயம் நம்மளுக்கு புராண காலத்திலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா குருமார்கள் நம்மளுக்கு இல்லாமல் நம்ம வர முடியாது ஒரு நம்ம வந்து மோச்சம் அடைய முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு குரு இல்லைன்னா நம்ம வழி ஆள் கிடையாது அந்த மாதிரி ஒரு குரு வந்து கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பீங்க அவருக்கு குரு துரோகம் பண்ணுறது அதாவது தட்சணை கொடுக்காமல் இருக்கிறது ஒரு விஷயம் அடுத்தது அவங்க சொல்கிற விஷயங்கள் நீங்கள் சரியாமல் கடைப்பிடிக்காமல் நீங்கள் அந்த விஷயம் செய்யாத அவமதிக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு கோபம் வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க குரு துரோகம் அதனால தான் இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் வந்து பார்த்தீங்கன்னா மிருக வந்து உங்களுக்கு ராசியாவோ இல்லை லக்ன புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ நல்லா கேட்டுக்கோங்க ராசியை மட்டும் நான் சொல்லலை லக்ன புள்ளி உங்கள் மிருகசிரிஷமாக இருக்கலாம் இல்லை லக்னாதிபதி அந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ உங்களுக்கு குருதோஷம் ஏற்படும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறது ரொம்ப டிலே ஆகும் கரெக்டான விஷயத்தில் ஐந்தாம் பூர்வ புனிஸ்தானம் நல்லா இருந்தால் பிறக்கும் ஆனால் குழந்தை ஊனமாக கூட பிறக்கலாம் அடுத்தது குழந்தை இல்லாமலும் ரொம்ப டிலே ஆகி பிறக்கிறது ஒரு பத்து வருஷம் கழித்து பிறக்கிறது பதினஞ்சு வருஷம் கழித்து பிறக்கிறது அந்த மாதிரி ஒரு டிலே ஆகக்கூடிய விஷயங்கள் நடக்கும் இல்லைன்னா ஊனமிட்டு உங்களுக்கு பிறக்கலாம் ஸ்பெஷல் சைடு ஸ்பெஷல் சைல்டாக வந்து பிறக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருதோஷம் வாங்கிட்டான் பிள்ளைகள் பிறப்பாங்க அப்படி பெ பிறக்க மாட்டாங்க அப்படின்னு முழுமையாக சொல்ல முடியாது ஏன்னா புத்திரஸ்தானத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா கணவனுக்கோ ம கணவனுக்கோ மனைவிக்கோ வந்து புத்திரஸ்தானம் வீக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் டிலே ஆகுன்னு சொல்லலாம் அதாவது நான் டிலே தான் சொல்லியிருக்கேன் ஒல்லையே பிறக்கவே பிறக்காதுன்னு நான் சொல்லலை டிலே ஆகும் ஆனால் பிறந்திருக்கு அப்படின்னா குழந்தைங்களால எந்த விஷயமும் இவங்க நீங்கள் அனுபவிக்க முடியாது ஒரு நல்ல விஷயங்கள் ஆகட்டும் குழந்தைக்கு நீங்கள் தான் செய்கிற மாதிரி இருக்குமே தெரியாது குழந்தை உங்களுக்கு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது குழந்தைகிட்டருந்து நீங்கள் எந்த விஷயமே எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது எதிர்பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நெகட்டிவாக தான் முடியும் அது உறுதியாக நான் சொல்லுவேன் அதே மாதிரி தனகாரகனும் குரு தான் அதனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது தனவரந்தராகவும் ஆக முடியாது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அதாவது லக்ன புள்ளியாவோ லக்னாதிபதியாகவும் இருந்தாவோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணிதான் வாழ்ந்தாகணும் நீங்க முயற்சியோட இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்க முடியாது ஏதோ ஒரு டிபெண்ட் இருக்கும் ஒருத்தர் சார்ந்து இருப்பீங்க அதே மாதிரி துரோணர் பிறந்த நட்சத்திரம் மிருக தான் பல வருடமா அவருக்கு குழந்தை இல்லை அதே மாதிரி டிலே தான் நான் சொல்லிருக்கேன் பிறக்கவே பிறக்காதுன்னு சொல்ல வரல ஸ்பெஷல் சைல்டு அப்படி மீறி பிறந்தாலும் ஸ்பெஷல் சைல்டு பறக்கும் அதுவும் மீறி நம்ம பிறக்கும் போது நம்மளுடைய குட்கர்ம நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா மனைவியோட இதில் கணவருடைய ஜாதகத்தில் சப்போஸ் ஒரு ஐந்தாம் நல்லா இருந்து குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் பிறக்கும் ஆனால் பிறந்தாலும் குழந்தைகிட்ட எதுவும் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் வந்து குழந்தைகிட்டே இருக்காதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அது டெஃபினட்டாக இருக்கும் அதனால தான் பிராமணர்கிட்டையும் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் இதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இது பூர்த்தி ஆகும் நீங்கள் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான விருட்சம் நான் சொல்லிடுறேன் கருங்காலி மரம் உங்களுக்கு உண்டான விருட்சம் வந்து கருங்காலி மரம் நீங்கள் கருங்காலி மரம் வந்து ஸ்கூல்லேயோ இல்லை காலேஜ்லையோ பொது இடங்கள்லையோ நட்டுவீங்க அதை வளர்த்திட்டு வாங்க அதை வளர வளர உங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உண்டான பட்சி வந்து பார்த்திங்கன்னா கோழி கோழிக்கு வந்து தீவனம் வாங்கி கொடுக்குறது கோழி பண்ணைக்கு போய் தீவனம் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து இது கருங்காலி மரமும் கோழியும் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு உண்டான தீவனங்கள் வந்து நீங்கள் கொடுக்கணும் கோழிக்கு உண்டான தீவனங்களும் அந்த மரம் மரமும் நீங்கள் வளர்க்கணும் வளர்ந்து வளர்த்துட்டு வர வர உங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் பிறக்கும்போது மிருக சீரஷத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசையில் தான் நீங்கள் பிறப்பீங்க முதல் ஏண்டா ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை அதை சார்ந்து தான் நீங்கள் பிறப்பீங்க ரிஷபராசி மிருக் மிதன ராசி ரெண்டுலையுமே நீங்கள் இருக்கீங்க இவங்களுடைய தனித்தன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கவங்களும் சுக்கரனுடைய தனித்தன்மை அதாவது சுக்கரனுடைய வீடு பொதுவாக மிதனம் பார்த்தீங்கன்னா புதனுடைய அம்சம் புதனுடைய வீடு மிருக சிரீஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாயோட அதிபதி தான் நீங்கள் அதனால் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு பேசுவீங்க எதனால மனசில் வச்சுக்க மாட்டீங்க எதனாலும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் விவேகமாக இருக்கும் வேகம் அண்டு விவேகம் ரெண்டுமே இருக்கும் ஏன்னால் நெருப்பு மாதிரி நீங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு விஷயம் சொன்னவே டக்குன்னு பற்றிக்கும் அந்த மாதிரி அதாவது உங்களுக்கு வந்து வித்தையை கற்றுலாம் கொடுக்க தேவையில்லை தானாவே தெரிஞ்சுக்குவீங்க ஒரு இடத்துல விடும்போது நீங்கள் எல்லா விஷயமும் தானாக கற்றுப்பீங்க ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க ஆனால் ஒருத்தர் சார்ந்துதான் இருப்பீங்க ஆனால் முழுமையாக சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு சொல்றேன் ஏன்னா ரிஷபராசிலையும் வருது மிதனராசிலயும் மிருகஷி ரிஷம் நட்சத்திரம் வருது அதனால ஒரு சில பேருக்கு நான் சொல்றேன் ரிஷபராசியில இருக்கிறவங்களுக்கு மிதனராசில இருக்கிறவங்களுக்கு தானாவே வித்தையை கத்துக்கிட்டு தானாவே வந்து முன்னேறி அப்படி டெவலப்மெண்ட் ஆயிடுவாங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் ஆனா சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் உங்க வாழ்க்கையில வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நிறைய நீங்க பாத்துருப்பீங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்து கிடைக்கும் அனுபவம் ஏற்படும் அதே மாதிரி வேகமும் விவேகமும் உங்களுடைய லைஃப்ல இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏழு வருஷம் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு முதல் ஏழு வருஷம் வந்து செவ்வாயோட திசை அடுத்து பதினெட்டு வருஷம் நீங்க சிறு வயசுலயே வந்து உங்களுக்கு பெரிய பெரிய திசைகள்லாம் வருது அது முக்கியமாக ராகு திசை வருது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகள் கஷ்டங்கள் வருத்தங்கள் பார்க்க முடியாத விஷயங்கள் கேட்க முடியாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் ஏழு வயசுக்கு மேலே அந்த பதினெட்டு ஆண்டு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குங்க இருபத்தஞ்சி வயசுக்குள்ள நீங்கள் என்னென்ன சிரமங்களை பார்க்கணுமோ எல்லாத்தையுமே அனுபவிச்சிருவீங்க எல்லாமே நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மெச்சூரிட்டி லைஃபை வந்து நீங்கள் வாழ்ந்துருவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய திசை பதினாறு வருஷம் குரு திசை குரு திசை உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஆனால் நீங்கள் பிறந்தது பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா திசை நீங்கள் பிறக்கும் போதே அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் தான் தோண்டியிருக்கோம் இடம் வாங்காதவங்க கண்டிப்பாக இடம் வாங்கியிருப்பாங்க வீடு கட்டாதவங்க கண்டிப்பாக வீடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த ராக திசையில் அதை வந்து விற்கக்கூடிய நிலைமை அடமானம் வைக்கக்கூடிய நிலமையில் உங்கள் அப்பா தாய் தந்தைக்கு ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி தாய் தந்தைக்கு பிரிவினை சண்டை வரது உங்களை வச்சிருந்தால் நிறைய போராட்டங்கள் வருது அதெல்லாம் நீங்கள் சிறு வயசுலேயே பார்ப்பீங்க அதாவது உங்கள் ஜாதகத்தில் அந்த அம்சம் இருந்ததுன்னா அந்த அமைப்பு இருந்ததுன்னா சொல்கிறேன் ஆனால் நிறைய விஷயங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு சில விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேயே பார்க்கறது கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும் அதாவது ஏன்டா பிறந்தோம் இந்த பூமியில் அப்படின்றத வந்து சிறு வயசுலேயே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அதாவது இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயே எட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க அனுபவிச்சிருவீங்க அதாவது கஷ்டங்களை சொல்கிறேன் போராட்டமான வாழ்க்கையை சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு திசை இருபத்தஞ்சு வயசுக்கு மேலேருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வரைக்கும் குரு திசை வந்து பெரிய திசை குரு திசை வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க குரு தசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் போதனையை கொடுக்கும் குரு மேலே அந்த பற்ற கொடுக்கும் நிறைய கோயில் ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க புரிதல் ஏற்படும் நிறைய தானம் செய்வீங்க நிறைய சுற்றுலா கோயில் சுற்றுலா செல்வதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நாற்பத்தி ஒரு வயசுக்குள்ளேயே எல்லாமே நீங்கள் அதை முடிச்சுக்குவீங்க அந்த பதினாறு வருஷமும் உங்களுக்கு தொழில் வேலை நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அந்த விஷயம் எல்லாமே வந்து அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க குரு திசையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா கருமாவை கொடுக்கக்கூடியது ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் தான் இந்த ராகு வந்து என்ன சாரம் வாங்கியிருக்கு கேது என்ன சாரம் வாங்கியிருக்கு சனி என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு நம்ம பார்க்கணும் இருந்தாலும் ஜென்ரல் கான்செப்டும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை நான் சொல்லிகிட்ருக்கேன் நாற்பத்தி ஒரு வயசுக்கு மேலே பத்தொம்போது வருஷங்க கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி திசை சனி திசை கருமாவை கொடுக்கக்கூடிய திசைகள் தான் நிறைய ஸ்டகிள்ஸு போராட்டங்கள் ஆனால் செட்டில் ஆகிடுவீங்க இந்த குரு திசையிலே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடச்சிரும் ஆனால் சனி திசையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது கோர்ட்டுக்கு போகிறது கேஸு ஃபைலிங் பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு எதாவது நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செக்யூரிட்டி சைன் பண்ணால் அதுக்கு எதாவது மாட்டிக்கிறது என்றைக்கையோ நீங்கள் பண்ணியிருக்கிற விஷயங்கள் இன்னைக்கு வந்து தோண்டப்பட்டு அது எடுக்க வேண்டி வரும் அதாவது முன் முன்காலத்தில் ஏதாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஃப்ரெண்டுக்கு உதவிருப்பீங்க அதில் எதாவது பிரச்சனை எல்லாம் மாட்டி அந்த சிக்கல்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி திசை ஏற்படும் நாற்பத்தி ஒரு வயசுக்கு மேலே பத்தொம்பது வருஷம் கிட்டத்தட்ட அறுபது வயசு வரைக்குமே உங்களுக்கு சில போராட்டங்கள் ஸ்டார்டிங்கில் வரும் ஆரம்பத்தில் சண்டி திசையை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ஒரு மூணு வருஷம் ரொம்ப போராடுவீங்க அதாவது நாப்பத்தி ஒரு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ரொம்ப போராட்டமாக இருக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அது வீட்டில் சண்டையாகட்டும் கனவன் மணியில இருந்தால் நீ வீட்டில் தனைக்கும் பிரச்சனை வருது சண்டை போட்டுக்கிறது உடல்நிலை பாதிக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் செலவு பண்ணுறது இதெல்லாம் இந்த விஷயம்லாம் கருமா கொடுக்கும் உங்களுக்கு அதெல்லாம் இந்த ஆண்டே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ரொம்ப இல்லாதவங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு பிச்சைக்காரங்களுக்கு லேபர் வேலை செய்கிறங்கள்லேபர் எல்லாருமே சனி பகவான் தான் அவங்களுக்கெல்லாம் நிறைய நீங்கள் உதவணும் குரு திசையில் வந்து பிராமணர்க்கெல்லாம் நிறைய நீங்கள் உதவணும் குருமார்களை வந்து நீங்கள் மதிக்கணும் சாய்பாபாவில் கோயிலுக்கெலாம் போனீங்கன்னா நிறையா நீங்கள் அது வந்து கும்பிட்டுட்டு வரணும் அதுக்குண்டான அந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு வரணும் அப்போ அந்த வந்து கர்மா வந்து ரெடியூஸ் ஆகும் இந்த சனி திசையில் நான் சொன்ன மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஒரு பஞ்சாயத்து நடக்கிறது வீட்டில் ஒரு பிரச்சனை வீட்டில் ஒரு சுமூக நிலை இல்லாமல் இருக்கிறது உடல்நிலை பாதிக்கிறது இதெல்லாம் சனி திசையில் வருங்க இது கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் கலந்தாகணும் ஒரு பத்தொம்பது வருஷம் அப்படி இருக்குது அறுபது வயசு ஆகிடுங்க கிட்டத்தட்ட அறுபது வயசு டச் பண்ணிவிடுவீங்க இந்த சனி திசை முடியும் போது ஆனால் அதுலேயே செட்டிலும் ஆயிடுவீங்க அதில் நீங்கள் கவலையப்பட தேவையில்ல நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் தான் வந்து நீங்கள் இந்த அறுபது வயசுக்குள்ளே செட்டில் அடுத்து புதன் திசை வருது பா எல்லாம் வாழ்ந்து முடிச்சாச்சு புதன் திசைக்கு பதினேழு வருஷங்க கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் உங்களுக்கு புதன் திசை புதன் திசை நீங்கள் ராசி அதிபதி மிதன ராசியாக இருந்தால் ராசி அதிபதியோட திசையை வரதுனால நல்ல யோகம் உங்களுக்கு அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களா மிருக சிஷத்தில் பிறந்திருந்தாங்கன்னா இரண்டு கூடிய தனஸ்தானாதிபதி திசையாக நடக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் உங்களுக்கு நடக்கிறதுனால வாழ்க்கையில் எல்லா விஷயமும் அனுபவிச்சது எல்லாமே வந்து பேர பிள்ளைகளுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஆன்மீக நோக்கி பயணத்தை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணி யார் யாருக்கும் என்னென்ன செட்டில் பண்ணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு பூர்ணமாக நம்ம வந்து எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டோம் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு மேலே வந்து இறைவனடி செய்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பயணம் அதற்குண்டான நோக்கம் அதற்குண்டான ட்ராவல் அந்த புதந்த செயல்ன நீங்கள் பண்ணுவீங்க கிட்டத்தட்ட எழுபத்தி வயசு வரைக்குமே உங்களோடய வாழ்க்கையோட அனுபவத்தை வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுவீங்க ஸ்பிரிச்சுவல் நோக்கி பயணம் பண்ணுவீங்க அடுத்து கேது திசை கடைசி ஏழு வருடம் வந்து கேது திசை எழுவத்தி ஏழுக்கு மேல பார்த்தீங்கன்னா கேது திசை வருது அப்போ ஞானத்தை கொடுப்பாரு மோட்சத்தை கொடுப்பாரு உங்களுக்கு மோட்சகாரகன் ஞானகாரகன் எல்லாருமே வந்து கேது அதனால வந்து அந்த கேது வந்து உங்களுடைய லக்கணப்புள்ள எத்தனாவது இடத்துல இருக்காரு கேதுன்னு பாருங்க முக்கியமாக அதை பாருங்க அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த உங்களுக்கு ரிசல்ட் மாறும் இருந்தாலும் இது ஜென்ரல் கான்செப்ட் தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணும் உங்க ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் நம்ம நம்ம முழுமையாக சொல்ல முடியும் ஏன்னா என்ன தசை நடக்குது சுபர்களுடைய தசை நடக்குதா அசுபர்களுடைய தசை நடக்குதா அதே மாதிரி லக்ன புள்ளியிலருந்து ஏ என்ன சுபர்களுடைய பார்வை இருக்கா புத்திரஸ்தானத்தில் அசுபர்களுடைய பார்வை இருக்கா எதனால் டிலே ஆகுது லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்காரு இதெல்லாம் நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த குழந்த விஷயம் கண்டிப்பாக சொல்ல முடியும் தீர்மானமாக நான் சொல்கிறேன் மற்ற விஷயங்களும் நம்ம ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு இன்னும் முழுமையான ஒரு கவனம் வந்து நம்ம கவனமாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் வெளியே ஜாதம் கொடுத்தும் பாருங்கள் சப்போஸ் என்கிட்ட நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் என்னோட நம்பருக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் எந்த சேனல் உங்களை கொப்பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவின் எனர்ஜி ஹிலிங் திருப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்